மாது மைய பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தும் வலிமை அறியும் தூண்டும் வார்த்தை இந்த mantof victorious love ellara solunga paakala alla sathuma kochu perndalo pakkathula kai kuliki solunga paakala shake hands with someone and say victorious love amen hallelujah mm. jayagarma nanbu jayagarma alladi indanbu sagalathiyum jaika vaikkira oru anbu and anbadi nam இந்த மாதத்தை அனுபவிக்கும்படியாக தீர்மானித்த போன வாரத்தில் நம்ம ஈஸ்டர் சண்டே போல் இந்த அன்புக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு அந்த புக்கையும் நான் பரிசாக தரப்போ சரியா இருந்தாங்க ஒரு okay. yes, <inaudible> <laughs> okay ena ini ini kum kaatavendi or paguthi irukirunala i'm going to show it it's a very beautiful book right uh, with the picture with the everything else is there you know we saw the details about this book so okay kudukra mari kuduth vaangillaama ena indha prashna mediruka adukapra you can take it okay thank you give a big hand for aunt to everyone okay so we saw a beautiful message about அவர் தேவாதி தேவனும் அவருக்குள்ளும் அவருக்காகவும் ஒருவரை குறித்து நாம் பார்த்து நாம் இந்த செய்தியை கொண்டு போகிறோம் அதுக்கு முன்பாக மூல வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் ரோமரின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்துல வாசிங்க எல்லும் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே என்ன பண்ற முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் எல்லாரும் வாய்ட்ல திறந்து அந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க பாக்கலாம் எல்லாரும் சேர்ந்து இந்த என்னவா மாற்றுச்சு தைரியசாலிகளாக மாற்று பெண்ணுக்கு ஒரு பெண்ணு குற்றம் சாட்டும் பொழுது பயந்துட்டு இருந்ததுக்கு மறுதளிச்சு போனவத்து அறையாதீங்க என்ன தலைக்கீழாக சிலுவையில் அறையுங்க சொல்ல இந்த அன்பு உண்டுது தோட்டத்துல ஏசுவ பிடிக்க வந்த பொழுது சீஷர்கள் அனைவரும் விட்டு அவரை விட்டு என்ன பண்ணுறம் சொல்லுறது ஓடி போயிட்டான் விட்டு விட்டு தனியா விட்டு ஓடி போயிட்டான் அந்த விட்டு போன ஒவ்வொரு சீஷர்களும் தான் தங்களுடைய கொடுத்தார்கள் தங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல தங்களுடைய வாழ்நாள் மட்டுமல்ல தங்களுடைய எல்லாவற்றையும் கொடுத்தது மட்டுமல்ல தங்களுடைய ஜீவனையும் இந்த சத்தியத்திற்காகும் என்னை மாற்றபு இது எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுடைய பலவினத்தை மாற்றும் உங்களுடைய என்ன விதமான பயங்களையும் தைரியமாக உங்களுக்கு எது முடியாது என்று நினைக்கிறீர்களோ அது என்ன பண்ணும் இது முடிய சாத்தியமாக பனிரெண்டு அல்லது பனிரண்டு குறித்து நேற்று அல்லது போன வாரத்தில் ஆனா அப்போ பட்டியல இருக்கவே முடியாது அவர் தானே இந்த வசனத்தை எழுதுறாரு என்ன வசனத்தை எழுதுறாரு இவை எல்லாவற்றிலும் நம்மை முற்றிலும் இந்த பரிசு பன்னிரெண்டு பேர்ல இல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அதிகாரத்துல அவர் அவ்வளவு அழகா இது முந்தனவா பாக்கலாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பத்தயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே ஜர்கள இருக்கானக்கும் <Ela> <kook> <melod sucks> <Right>? <lament> வேணா நான் அவமதிக்கப்பட்ட எத்தனை மிஷினரிகள் எத்தனை ஊழியக்காரர்கள் இவ்விதமாக அவமதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா அதுல பரிசுத்த போடும் ஒருவர் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதெல்லாம் அவர்கள் செய்ய வைத்தது எப்படி அன்பு ஜெயகரமான அன்பு அந்த அன்பு சபலத்தையும் ஜெயிக்க வைத்தது நிர்மாணமோசமோ பட்டயமோ இவை எல்லாத்தையும் கடந்து அருமையானவர்களே i think paul had a picture idilla illa na irukku nane che adanalu i was holding on but paul had a wrong or suruka mattum koduthirukke okay so anyway, i am going to give this book okay give it again for antu god bless you god bless you okay it's a beautiful book varanathal nam appo illa publish pan right amma saint paul or ye என்ன தெரியுமா அழைப்பை சொல்றாங்க சுகம் அளித்தார் வேலையில் கார் கேட்ட கார் கொடுத்த நகையை கேட்டேன் நகையை கொடுத்து சொல்ற பிள்ளைங்களும் இருக்காங்க இதெல்லாம் இருந்தாலும் நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஒரு ரீசன் இருக்குல்ல எதுக்காக ஏற்றுக்கொண்டீங்க ஏசு எனக்கு நித்திய ஜீவனுக்காக தான் என்ன அடைச்சாரு என்று சொல்றவங்க பரிசுத்த பவுல் இன்னும் ஒரு படி மேல போனா இந்த பரிசுத்த பவுளுடைய கேரக்டர் இந்த பாத்திரம் இருக்குல்ல இட்ஸ் சச்ச பியூட்டிஃபுல் திங் ஏன்னா ஆண்டவர் அவரை அழைக்கும் பொழுதே என்ன திரும்ப சொல்லிட்டாரு இவன் எனக்காக நான் உன் அழைக்கிறேன் நீ எனக்காக பாடுபட போற மோசஸ் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்ல புத்தாம் என்ன ஒன்பதுல ஒன்பதாம் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் என்ன என்ன சொல்றாரு பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அடைக்கிறான் பரிசுத்தப்போ நியாய பிரிச்சு குடிச்சவர் நல்ல இன்டலக்சுவல் கை பைபிள் புதிர் பட்டல முக்காசி புஸ்தகத்தை எழுந்த அதனாலதான் அவர் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது ரோமரா பேச முடிஞ்சது யூதருக்கு யூதரா பேச முடிஞ்சது பே அதே நேரத்தில் என்ன தெரியுமா உறுதியா இருந்து வைராக்கியம் இவருக்கு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் யூதர்களுக்கு யூதர்களுடைய மதத்திற்கு இன்னொரு மதம் எழுபது என்று சொல்லி கிறிஸ்தவம் என்ன பண்ணாங்க என் மதத்துக்கு இன்னொரு மதம் எழும்புதா அவனை அடிச்சு காலி பண்ணு அதனால சவுள் எங்கு இருந்தாரு கல்லெறியப்படும் பொழுது எல்லாம் யார்கிட்ட ஒப்பு கடிச்சிட்டு ஒப்புறம் இப்ப என்ன பண்றாரு சபையின் மூப்பர்கள் அவர்கள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டுதான் யாரு அப்ப போற இடத்துல போற வழியில வித் ஜீசஸ் என்ன தரிசனம் பார்க்கிறார் வாசிங்க பார்க்கலாம் ஒன்பதாம் அதிகாரத்துல ஆறாம் ஏழாம் வருகாம் அதிகாரம் அப்போஸ்ல ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் சந்திக்கிற காரியம் ஆண்டவர் சந்திக்கிறாரே என்னை துன்படுத்து என்று கேட்கிற ஒரு சத்தத்தை தெரியுது குரல் இது ஆண்டவரை அவங்க பார்த்ததே கிடையாது நீ துன்பப்படுத்து போதும் போதும் He, he saw Jesus directly. I have said that the two apostles, Jesus is in the womb yes, and in the body of the body and the people who are living in the body. Jesus Christ, he is in the body of God, the body of yes, Chris, man, the body, he is one of the greatest encounters in the history of the Church. <laughs> Amen, hallelujah! He is directly. என்ன அடிக்கிற அதனாலதான் பாருங்க இயேசு இயேசுவை சந்தித்த உடனே பரிசுத்த பவுளுக்கு ஒரு மேலான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது என் நிமித்தமாக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் காண்பிப்பேன் என்று சொல்லி பரிசுத்த பவுள் பாடுகளுக்காகவே ஆண்டவள் அழைத்தார் என்ன மாதிரி பாடுகள் நம்ம நினைக்கிற மாதிரியா சாதாரண விஷயம் இல்லை டு ரெண்டு குறைஞ்ச பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு எடுத்துட்டீங்களா யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் வெரிங்க வெறுங்க அது புரியுது உங்களுக்கு இதெல்லாம் ஒவ்வொன்றும் நீங்க அடிக்கப்பட்டார் அடி அடிச்சாங்கன்னா அடிச்சவன அடிக்கலாம் முப்பத்தொன்பது அடிதான் அடிக்கணும் முப்பது அடிக்குள்ளே செத்துட்டானா அது பரவாயில்ல முப்பத்தி ஒன்பது அடியும் வாங்கி உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல ஆனா முப்பத்தி ஒன்பது அடிக்கு மேல அடிக்க கூட பரிசுத்த பவுல் எழுதுறாரு ஒன்று குறையுறையா என்ன முப்பத்தொன்பது அடிகள் எத்தனை முறை அடி வாங்கி இருக்காரு எவ்வளவு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாள் அடிக்கப்பட்ட உடம்ப வச்சிருந்தவர் தான் பரிசுத்த பொருள் அதனாலதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க சுலபமாக்கே மேக் என்ன சொல்றா இவ்வளவு அடிக்கப்பட்டதுனால அவர் கால் வாத்து கால் மாரிதான் அவர் அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இந்த கால் எஸ் பெண்ல இருக்கும் நின அடுத்தது மூன்று தரம் எப்படி அடிக்க அப்புறம் ஒரு தரம் கல் எறியுண்டேன் புரியுதா உங்களுக்கு ஒரு தரம் கல்லறின்னா எதுவும் ஒண்ணு இங்க வந்து மண்டையில படுறது இல்லை ஒரு சின்ன கல்லு வந்து பட்டுக்கு அப்படிதான் ஒரு சின்ன கல்லு பகுதியில பண்ணிச்சு போனாரு ஆனா அவங்க போய் சொல்லிட்டாங்க பெரிய கல் தூக்கி தலையில போட்டுட்டாங்க ஆனா இங்கே கல்லறியப்பட்டு அப்படி இல்லை சாகர வரைக்கும் கல்லெறிஞ்ச அனுபவம் அடிக்கப்பட்ட கல்லறியும் ஒரு தரம் கல்லறியனாலும் கல்லெறிஞ்சாங்க நினைச்சாங்க அப்புறம் கடல்ல ஒரு கப்பல் இல்ல கடல்ல கப்பல் உடைஞ்சு கடல்ல கடல்ல ராப்பகல் முழுதான் அப்புறம் அனைத்து தினம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்கள் கல்லால் திருடர்கள் வந்து பண்ணிருப்பாங்க அப்புறம் பட்டணங்களினால் உண்டான மோசனங்கள் வனாந்திரத்தில் உள்ள மோசனங்கள் சமுத்திரத்தில் உண்டாக மோச உபத்திரப்படாத இடமே இல்லை சமுத்திரத்துல வண்ணாந்திரத்துல சொந்த ஜனங்கள அந்நிய ஜனங்களால எல்லா இடத்துலயும் அவருக்கு போற எல்லா இடத்துலயும் பாடுபட்டு இருக்கிறார் ஆஹ் அது ரொம்ப ரொம்ப பெரியது ஊழியத்துல அது பறைய நிறைய நடக்கும் கள்ள சகோதரர்கள் கூடவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா கள்ளம் உள்ள இருக்கும் அது ரொம்ப வேதனையான காரியம் அவர் எதிராலும் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்புறம் நம்ம ஆராதனைக்கு பத்து நிமிஷம் வரத்துக்கு முன்னாடி யோசிக்கணும் Don't make the church a comfort zone. Don't make Christian life as a comfort zone. Just to no. give them a gathering. What do you say? Pasi. What do you say? Pasi. Pasi. Pasi. Pasi. Pasi. Pasi. Pasi. Pasi. Pasi. Pasi. நான் நல்ல கவனிங்க படிப்பை படிச்சவர் திறமையில உச்சிதமான பேச்சுல பயங்கர கண்ணியமானவர் பயங்கர திறமையுள்ளவர் அவங்க அப்பாவோட தொழில ஒரு சாப்பாடுக்க நீங்க ஊழியத்துக்கு பண்றதுன்னு சொல்லிட்டு சவால் விட்டு ஒரு அப்போ ஏன்னா அந்த காலத்துல Now, the builders, the advent maker was the biggest profession. Amen. Are you agreeing? Yes. See, in fact, you said that he was like a builder. He knows to construct. And I was told that uh in a certain way, I was living in a certain way. I have -huh. no idea what uh happened. -huh. I have no idea what happened. I have no idea what happened. இதெல்லாம் எதுக்காக பட்டன்றாரு சபையில இருக்க கவலகம் ஒரு உண்மையான ஊழியக்காரன் ஊழியக்காரன் மட்டும் இல்ல கிறிஸ்துவின் சரீரமாக சபையில இருக்க எல்லாருக்கும் ஊழியக்காரன் விசுவாசம் thing. என்ன நாங்க புல் டைம் இருந்து கஷ்டப்படோ நீங்க உங்களோடு கூட சேர்ந்து சேர்த்துக்கு தான் ஆண்டு நம்மளெல்லாம் அழைச்சிருக்கிஸ்துவின் சரீரமாகி சபையில அங்கமாக இருக்கிற எல்லாருக்கும் இந்த கா பாடல ஐக்கியம் இருக்கிறது அலே லுயா அவர் சொல்ல சபையை குறித்த வைராக்கியம் தான் சபையில இருக்க கவலை தான் இந்த துக்கத்தினால இதெல்லாம் நான் அனுபவிச்சிருந்தேன் அடைக்கும்போது என்ன சொன்னாரு அடி வாங்கி இருக்கிற மூன்று தர மிலார்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார் கடல்ல ரா முழுதும் பகல் முழுதும் கடல்ல தத்தடி சந்தேன் எப்படி இருந்திருப்பாங்க ஐ ஏபிள் டு பிலீவ் இட் ஐ ஏபிள் டு பிலீவ் இட் கஷ்டல அந்த அவங்க என்ன பண்றாங்க சரக்குகள் தூக்கி போட்டுறாங்க கப்பலுடைய இதெல்லாம் உடச்சி விட்டுறாங்க ஆனாலும் எல்லாமே இருக்கிற இருக்கிற நிலவரத்துல எல்லாருக்கும் ஜீவன் அற்று போயிடுச்சு பாக்கலாம் என்ன சொல்ற பத்தியாடிய இவங்க கப்பல் இல்லைன்னா நீங்கள தப்பிச்சு பிழைக்க முடியாது நீங்க தப்பி போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால இது பண்ணா ஏன்னா பரிசுத்த பவுல் காண் மிக தெளிவா சொல்லிட்டாரு நீ ராயனுக்கு முன்பாக போய் நிக்கணும் உன் நிமித்தமாக இவர்கள் எல்லாருடைய ஜீவனை பாராட்டி இருக்கேன் சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்க வேண்டும் இது உன்னுடைய யாத்திரை பண்ணுகிற யாவரும் தேவன் உனக்கு தயவு பண்ணிருக்கிறேங்க பரிசுத்த பவுல் நிமித்தமாக அந்த யாத்திரை பண்ணுற ஒருவருடைய சாப்பிடாம இருந்து தேவனுடைய திட்டம் உங்களை நிறைவேறவிடும் இந்த அன்பு உங்களை விடவே விடாது அல்ல லூயா இந்த அன்பு உங்களை கைவிடவே விடாது இந்த அன்பு எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கும் எந்த சூழ்நிலையும் ஜெயிக்கவே அதுதான்த்தொடையதான் தைரியமா சபைக்கு எழுதுற இவை எல்லாவற்றிலும் எங்களை அன்பு குறுகிற தேவனாலே நாங்கள் சகலத்தையும் ஜெயிப்போம் என்று எழுதுகிறார் அடி ஜெக்குாக செய்யத்தது என்னக்குள் ஒண்ணுத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு முன்னே எப்படி இருந்தேன் நானே படம் படித்து காட்டுறாருமா இருந்தும் அவிசுவாசத்தினாலே செய்தபடியினாலே இரக்கம் பெற்று கத்திரின் கிருபை விசுவாசத்தோடு கூட என்ன என்னோட கூட சொல்லுங்க மேலுள்ள அந்த அன்பு தான் என்ன இதை செய்ய வைத்தது முன்னாடி துன்பப்படுத்தான நான் வந்து உபத்திரப்படுத்தாக தூஷிக்கிறவனாக கொடுமை உள்ளவனாக Now, and of Jesus Christ, step that is is, why, when you you into the the the life of of first entry is you taste the love நம்ம போன வாரம் பார்த்தோம் முந்தி நேசித்தார் நாம் அவரை நேசிக்கல நாம் அவருக்கு துரோகிகளா இருந்தோம் எதிரா இருந்த சுவாபத்தின் படி எதிர்ப்பு நிரப்பப்பட்டிருக்கீங்க நிரம்பி வழிகிறது உங்களுடைய நிரம்பி வழிமை என்றால் நான் சொல்லுகிறேன் அருமையான வாலிப தம்பி தங்கச்சியே இன்றைக்கு ஒருவேளை வீட்டோட நிலவரம் நீங்க ஏதோ ஒரு இந்த இந்த கிரிக்க நம்மை கைவிடலாம் மனிதர்கள் நம்முடைய நம்முடைய முதலில் குத்துல சூழ்நிலைகள் எந்த இவை எல்லாவற்றிலும் நம்மள அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற வசனத்தை எழுத முடிஞ்சதே அவர் வசனத்தை பொருள் மாதிரி ஆண்ட சந்திக்கிட்டோம் அப்ப நான் ஆனா பாடப்படுத்துக்க ஆயத்தம் கேட்டா அது எப்படி But we want the blessing encounter like that but we, we not paying the price but what happens to St Paul is he was born for God hallelujah hallelujah he was sold out for Jesus because he gave his art for Jesus the love of Jesus அன்பு என்னை சந்தித்தது என்று சொல்லுகிற ஒரு மாற்றம் கைகளை எல்லாரும் அன்பு சந்திச்சதா உங்களை சந்திச்சதா ஏ சகலத்தையும் ஜெயிக்கும் நீங்க வேற எதுவுமே வேண்டாம் இடம் டிபென்ட் உங்கள் நிமித்தமாக அன்றவர் அநேகரை கூட அருமையான வாலிபர் தம்பி தங்கச்சி சகோதரி சகோதரி ஒரு சாதாரண இந்த உலகத்தில் நான் வாழும் வந்தோம் வாழ்ந்தோம் படிச்சோம் வேலைக்கு போறோம் கல்யாணம் ஆகிறோம் இது பண்ணும் அப்படி இல்லை We are bound to do something for this love. Hallelujah! Yeah. In the unbending, the truth is, In the unbending, the truth is, In the unbending, the truth is, Hallelujah! Amen! Hallelujah! Yeah. Come on, lift your hands and confess. Everyone in the unbending, Confess, let's say, Lord, given this love. Hallelujah! Thank you, Jesus! Thank you, Jesus! Amen! Everyone, why are you here? Everybody, children! Amen! சகோதரிகள் எல்லாரும் கையில உயர்த்தி கைகளை உயர்த்தி அறிக்க பண்ணுங்க தந்து அறிக்கப்படுங்க இந்த அன்பினால ஏன் தங்க முழங்கால் நறுப்பும்